தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும் நினைக்கிறேன் திருநெல்லா பக்கம் சட்டை செய்ய முடியல அப்ப அவர் ஆதரவா இருக்கும் அதனால அவர் வரணும் அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு இதுதானே இப்ப இது வரும்போது நாங்க தொடக்கத்துல இருந்தே செஞ்சோம் இயக்கமா இருக்கும் போதுல இருந்து அவருக்கு வரும் வரணும்னு நினைக்கிறாரு அதுக்காக இதையெல்லாம் செய்ய பாராட்ட வேண்டியது நான் வந்து யாரையும் ஆதரிக்கிறது தம்பிதான் என்னைய ஆதரிக்கணும் நான் எதுக்கு அவரதரிக்கணும் நான் ஒரு தனித்த பேர் இயற்க பேர் இயக்கம் வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கனவு இருக்கு எங்களுடைய எங்களுடைய மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நிலம் வளம் மலை காடு எல்லாம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறேன் சரியான கல்வி சரியான சமமான கல்வி தரம் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களின் தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளி கல்வி இலவசமாதானம் இருக்குதுன்னு பேசுற பெருமக்கள் எத்தனை அதிகாரிகள் எவ்வளவு அமைச்சர்கள் எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்ப பிள்ளைகள் அங்க படிக்குதுன்னு கேட்கணும் அப்ப அப்ப அறிவை வளர்க்கிற கல்வியையும் உயிரை காக்குற மருத்துவமும் உலகத்தரத்துக்கு கொடுக்கப்படணும்னு நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எங்க நிலத்தையும் வளத்தையும் இழந்து கொண்டிருக்கிறது கண் முன்னாடி நம்ம பார்க்கறோம் அதை விட்டுறக்கூடாது ஏன்னா நிலத்தை இழந்தால் நாங்க பலத்தை இழந்துடுவோம் பலத்தை இழந்தால் இனத்தை இழந்துடுவோம் ஏற்கனவே குறியிட்டோம் இமயவரை இருந்த நாங்க எங்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரிய அதனால இது தமிழ்நாடு தானே ஒழிய பேரளவுல தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடா மாறிக்கொண்டிருக்கிறது இப்ப அந்த நிலையிலிருந்து ஒரு மொத்தமாவே இந்த நாங்க வந்து ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்தை விரும்பல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை விரும்புகிறோம் அதுக்கான புரட்சியை முன்னெடுக்கிறோம் அது எல்லாரோடும் சேர்ந்து செய்ய முடியாது எங்களுடைய கோட்பாட்டை ஏற்றுட்டு வரவர்களோட இணைந்து பயணிக்கலாம் இது அந்த நேரத்துல முடிவு